அனைவருக்கும் வணக்கம் பொன்மொழிகள் நமக்கு தேவை சுவாமி விவேகானந்தர் இதயத்தில் அவரது நனைடன் உலகான் ஸ்ரீராம் கிருஷ்ணர் உண்மை இவற்றே கடவுள் விரும்புகிற ஆகவே சாதனை நீ உண்மையானவனாக இரு பெறு பெற்றவன் என்பதை உணர்வாய் தூய் சி நன்றி